அஸ்லாம் வலைக்கும் ஒரு நிமிடதுவா தொடர் பதினொன்று அல் குரான் இரண்டு எண்பத்தி ரப்பனா வலா தஹமில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல் தஹூ அலல்லதீன மின் கபலினா எங்கள் ரப்பே எங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது கடுமையான கஷ்டத்தை சுமத்தியது போல எங்கள் மீது கஷ்டத்தை சுமத்தி விடாதே எங்களுக்கு முன் இருந்த சமுதாயத்தார்கள் மீது சுமைகளையும் கடினமான சட்டத்திட்டங்களையும் ஏற்படுத்தியது போல மீது கடினமான பொறுப்புகளை ஏற்படுத்தி எங்களை சிரமப்படுத்தி விடாதே இருந்தாலும் சரியே முந்தைய சமுதாயத்தார்கள் மீது சுமத்தப்பட்ட கடினமான சட்டத்திட்டங்களை மாற்றி முகம்மது சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களை நீ அருள்தூதராக அனுப்பியிருக்கிறாய் எளிதான சத்திய மார்க்கத்தை வழங்கி அவர்களை இறை தூதராக நீ அனுப்பியிருக்கிறாய் கிருபை உடையவனே எங்கள் மீது கிருபை காட்டு அஸ்லாம் வலைக்கும்